அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா ஜூன் 16 இப்ப டைம் பார்த்தீங்கன்னா ஓபன் ஆனது நல்ல ஒரு ஹியூஜான ஒரு கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு ஓப்பன் ஆனதுனால நமக்கு அப்பர் சைடில் பிரேக் அவுட் அந்த பிரேக் அவுட் கிடைச்சதுனால இப்போ ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட் டெய்லி பார்க்கறவங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் அப்படி நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆன ஒரு ஒன் மினிட்ல பாத்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பை கால் அப்படின்றனால கிரீன் கலர் கேண்டல் ஓப்பன் ஆயிடு பை எட் அப்படியே ஒரு ஸ்ட்ரெய்ட் ஆயிட் லைன் இருக்கலாம் அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன் அந்த என்ட்ரி பாயிண்ட் என்னன்னு சொல்றேன் பை எட் தேர்ட்டி த்ரீ 23.40 சோ ஃபியூச்சர் டிரேடர் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம் ஆப்ஷன் டிரேடரா இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் அடுத்து மேல இருக்க கிரீன் カラー லைன்ஸ் பாத்தீங்கன்னா டார்கெட் லைன் சோ இதல கீழ இருக்க レッドカラー லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ற காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் இதல ஃபர்ஸ்ட் ஆரட் பாத்தீங்கன்னா 33803 807 னு இருக்கு சோ ஒரு 85 பாயிண்ட் கிட்டக்கு இருக்கு சோ நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் நம்ம கடச்சிருக்கிற அந்த பை கால் எப்படி மொமெண்டம் ஆகுந்து அதுவே மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது கேண்டல் கலரை சேஞ்ச் பண்ணிட்டு என்ன டார்கெட் எங்க எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்க வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டான ஒரு டீடெயில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் கிடைச்ச அந்த பைக் கால் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ செவன் எயிட் ஆல்மோ ஒரு செவன் பாயிண்ட்டுக்கு மேல மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஆஃப் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் இறங்கி டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனால நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப டைம் பாத்தீங்கனா ஒரு 10:43 ஆது. நமக்கு செல் கால் பாத்தீங்கனா 셀 33533.10 அப்படின்ற ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கடச்சிருக்கு. சோ செல் கால்ன்றனால கேண்டிலினுடைய கலர் பாருங்க レッド கலர்ல ஓபன் ஆயிருக்கு. சோ இப்ப ஃபியூச்சர் டிரேடர்ஸ் இதிலே என்ட்ரி எடுக்க முடியும். அதே மாதிரி ஆப்ஷன் டிரேடரா இருந்தா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இதிலே ஃபர்ஸ்ட் ஆரர்ட் பாத்தீங்கனா 33449.13 இருக்கு. சோ 33449 அ பிரேக் அவுட் பண்ணதான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இப்படி நமக்கு பை கால் வந்தா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செல் கால்ம் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாற ஒவ்வொரு இடையும் நமக்கு கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ் கம்ப்ளீட்டான டீடெயில் லைவ் மார்க்கெட்ல நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது நம்ம கிடைச்ச செல் கால் பார்த்திங்கன்னா ஒரு லெவனோ கிளாக் அப்புறமா ஸ்லோவா ஸ்டெப் ஸ்டெப்பா இறங்குச்சு இறங்குறதுல இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரேஞ்ச் பிரேக் வந்து கொடுக்குது 33,533 த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீல வந்து இப்ப ஃபோர் ரேஞ்ச் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டவுன்சைட் வந்து இறங்கிருக்கு டென் ஃபார்ட்டி த்ரீக்கு வந்த செல்கால் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டவுன்சைட்ல தான் இருந்துச்சு அது பாத்தீங்கன்னா 115 ஃபைவ் மேல அச்சீவ் ஆயிருக்கு டார்கெட்டை ஒரு ஜென் <vans> <tavans> <Lakes in> <kart> உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு மார்க்கெட் ட்ரெண்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் எதாவது ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு பயன்படும் யோ உங்களுக்கு இதை பற்றின டீடெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்க்ரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ